தண்ணீரில் விளையாடுவது ஒரு குழந்தைக்கு வேடிக்கையாக இருக்கும் மேலும் அதையே கற்றுக்கொள்வதற்கும் பயன்படுத்தலாம் குழந்தைக்கு ஒரு சிறிய கப் மற்றும் ஒரு பெரிய பவுல் அல்லது பாத்திரம் கொடுத்து இந்த பவுலை நிரப்ப எத்தனை கப் வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம் குழந்தை முதலில் யூகிக்கலாம் பிறகு கப்பில் தண்ணீர் நிரப்பி பவுலில் ஊற்றி அதனை பரிசோதிக்கலாம் அவர்கள் கண்டுபிடித்ததை பற்றி பேசுங்கள் பவுலை நிரப்ப எத்தனை கப் தேவைப்பட்டது நீங்கள் யூகித்ததைவிட அது அதிகமாக அல்லது குறைவாக இருந்ததா என்ன நிகழப் போகிறது என்று கணித்து அதனை பரிசோதித்து அதை பற்றி பேசும் குழந்தை ஒரு விஞ்ஞானியைப் போல சிந்திக்க கற்றுக்கொள்கிறது